அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பானது HSV, Herpes Simplex Virus, அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த Herpes Simplex Virusல வந்து ரெண்டு விதமான வைரஸ் இருக்கு. HSV1, Herpes Simplex Virus 1, HSV2, Herpes Simplex Virus 2, வைரஸ் டூ மோஸ்ட்லி இந்த HSV1 ஒன் வந்து ஓரல் ஹெர்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வாயில் மட்டும்தான் அந்த லீஷன்ஸ் வந்து வரும் ஹெச்எஸ்பி டூ அப்படின்னு சொல்றது வந்து ஜெனிட்டல் லீஷன் அதாவது அவங்களுக்கு வந்து ஆணுருக்குள்ளது பெண்ணுக்குள்ள வந்து இருக்கலாம் ஆனால் ஹெச்எஸ்பி ஒன் ஆனது ஜெனிட்டலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்பி ஒன் உள்ளவங்க ஓரல் செக்ஸ் வைக்கும் பொழுது அவங்களுக்கு ஜெனிட்டல் மூலமா என்ன டிரான்ஸ்மிஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அதே மாதிரி ஹெச்எஸ்பி டூ உள்ளவங்க ஓரல் செக்ஸ் வைக்கும் பொழுது ஹெச்எஸ்பி டூ ஆனது வாயிலையும் அதாவது ஓரல் லீஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இப்போது ஹெச்எஸ்பி ஒன்னுடைய அறிகுறிகள் என்னன்றத வந்து நம்ம பார்க்கலாம் ஹெச்எஸ்பி ஒன் உள்ளவங்களுக்கு வாயில வந்து அதாவது இந்த காட்டில் வந்து ப்ளீஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரல் லீஷன்ஸ் சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரியான நீர்கட்டிகள் இருக்கும் பொழுது நீர் கொப்புளம் மாதிரி இருக்கும் அது வந்து அவுட் ஆகும் உடையும் திரும்ப கிரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும் வலி இருக்கலாம் எரிச்சல் இருக்கலாம் தண்ணி மாதிரி கசியலாம் சீழ் மாதிரி கசியலாம் இது வந்து HSV, ஹெச்எஸ்வி ஹெர்பிசிம்ப்ளக்ஸ் வைரஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெச்எஸ்வி டூ உள்ளவங்களுக்கான அறிகுறிகள் அவங்களுக்கு வந்து இப்போ வாயில் எப்படி அந்த சின்ன சின்ன ப்ளிஸ்டர்ஸ் வருதோ அதே மாதிரி ஆண்குறி நுனியிலையோ ஆண்குறி முன்தோல்லையோ பெண்குறி பெண்குறி மேல் தோல்லையோ அல்லது உள்ளையோ வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன ப்ளிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் மாதிரி வரலாம் அதில் வந்து சீடு இருக்கலாம் வலி இருக்கலாம் எரிச்சல் இருக்கலாம் உடலுறவு மூலமாக வலி வந்து எரிச்சல் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இப்போது ஹெச்எஸ்பி ஒன் அண்ட் டூ எப்படி பரவுதுன்றதை பார்ப்போம் ஹெச்எஸ்பி ஒன்னானது இப்ப ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் மூலமாகவும் இப்போ ரேசர்லாம் ஷேர் பண்றது மூலமாகவும் டவல் வந்து ஷேர் பண்றது மூலமாகவும் கிஸ் பண்றது மூலமாகவும் பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அதே மாதிரி ஹெச்எஸ்பி ஒன் வந்து ஜெனிட்டல் ரீசன்ல எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஓரல் செக்ஸ் ஹெச்எஸ்பி ஒன் உள்ளவங்க ஓரல் செக்ஸ் வைக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ஜெனிட்டல்ல வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு ஹெச்எஸ் பி டூ வந்து இது பியூர்லி செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாதுகாப்பற்ற உடல் ஒரு வைக்கிறது மூலமா இந்த பரவக்கூடிய அறிகுறிகள் இருக்கலாம் உடனே ஒரு சிலருக்கு வராம தடுக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு சந்தேக இருக்கு அப்படின்னா நீங்க லிப்டு லிப்கிஸ் கொடுக்காமலோ அல்லது ஓரல் ஃப்ளூய் டிரான்ஸ்மிஷன் பண்ணாமலோ ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் பண்ணாமலோ தடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி ஹெச்எஸ்வி டூ இருக்குன்னு நீங்க சஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா பாதுகாப்பற்ற உடல் உறுப்பு வைக்காம இருக்கிறது நல்லது முக்கியமா தெரியாத நபர் கூட ஓரல் செக்ஸா இருந்தாலும் சரி ஜெனிட்டல் செக்ஸா இருந்தாலும் சரி ஏனல் செக்ஸா இருந்தாலும் சரி பாதுகாப்பற்ற உடல் வைக்கிறது அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் தெரியாத நபர் கூட செக்ஸ் வைக்காம அவாய்ட் பண்ணுறதே பெஸ்ட் அதன் மூலமாவே ஹெச்எஸ்வி வராமல் தடுத்துக்கலாம் ஓகே இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமியோபதி அப்ரோச்சஸ்ல வந்து வச்சுக்கோங்க சிம்டமேட்டிக் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் அதாவது மற்ற மருத்துவ முறைக்கும் ஹோமியோபதிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமியோபதியில நோயினுடைய அறிகுறிகள் நோயாளினுடைய உடல் நோயாளினுடைய மனநிலை இதெல்லாம் பார்த்துதான் வந்து மருந்து தரது டயக்னோசிஸ் பேஸ்டை வச்சு மருந்து தரதுன்றது வந்து கிடையாது உங்களுடைய அறிகுறிகளும் மருந்துடைய தன்மையும் ஒத்து போகுது அப்படின்னா மருந்துகள் வந்து நல்லாவே வேலை செய்யும் ஸோ தயங்காமல் நீங்கள் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நல்ல பலன் வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து உண்டு ஸோ ஹெச்எஸ்பி ஒன் அன் டூ இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு நல்ல ஹோமியோ டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க சந்தோஷமான வாய்ப்புகள் வாழுங்க நன்றி வணக்கம்